மக்களை இந்த பார்த்தீர்களாணமான நீங்களும் கிடையாது நானும் மின்கூடி ஒரு நாள் ஒரு பொருளும் வந்ததே கிடையாது முதலாக நாங்கள் இருபர்களுமே வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காரகத்தில் தண்ணீர் வேண்டும் எங்களுடைய தாகத்தை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டால் அக்கம் பக்கத்தில் ஒரு நாடு நகரங்கள் செய்கிறதா அல்லது ஒரு குளமோ ஒரு கம்மாயோ கால்வாயோ தெரிகிறதா உங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொண்டு வந்து கொடுப்பதற்கு மக்களே எங்கேயும் தண்ணீர் என்பது கிடையாது இன்னும் சிலது தூரம் தன் கானகத்தை விட்டு நாம கடந்து சென்றால் எங்கேயாலே ஒரு நாடு நகரங்கள் தெரியும் அங்கே போய் நம்ம தண்ணீர் வாங்கி நம்முடைய தாகத்தை தீர்த்து போகலாம் தாய் அப்படி என்று பாபா நபர்கள் ஏழு பிரம்மணகுலத்தில் உதித்த பிராமண பார்த்து சொன்னார்கள் அந்த மொழிகளை கேட்டவர்கள் கேட்டவர்கள் பத்தினி மக்கள் பிராமணர்கள் பாபா கனரசி தேவி நாயகமே காரண உள்ள அமொழியாவே دور है செய்தார்கள் பாவா செய்தார்கள்ட்டுமம் செய்தார்கள்ட்டுமம் செய்தே மூன்று மூலம் உள்ள கம்பெடுத்து சமுகம் மாட்டினார் பே அங்கே குளிர்ந்து பே தண்ணீர் குமீர் தமிழ் பாடிய இதைவா தண்ணீர் தமிழ் பாடியே பெரிய கானகம் எங்கும் பெரிய குளம் பாபா நபர்கள் தண்ணீர் இல்லாத கானகத்தில் உயிர் உடல் ஒரே பக்தியுடனே தைமம் என்பது செய்து அல்லாவுடைய அரச நோக்கி மேற்கு முகமாக நின்று அல்லாஹூ அக்பர் என்று பார்ந்து சொன்னார்கள் சாகப்பட்டது அல்லாவுடையான கையில் வைத்திருந்தார்கள் ஒரு ஆசா கோல் பிரம்பாகப்பட்டது அந்த பிரம்பினால் நான்கு சமுக்கமாக பூமியில் கோளாகப்பட்டது கிழித்தார்கள் நடுவில் ஒரு கல்லாகப்பட்டது அந்த கல்லை எடுக்கூடிய நேரத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் மின்னல் விட்டி மின்னல் மறைவதற்குள் ஒரு சகாதத்தின் நேரத்துக்குள் மலமலம் என்று தண்ணீர் ஊரினது கபகபண்டு அந்த மனத்தில் எங்க பார்த்தாலும் ஓடினது எட்டும் படியும் பதினாறு கோழலுடனே பெருமானமான தெப்ப குலமாகப்பட்டது ஒன்று அமைந்தது ஆண்டவுடைய கிருவையினால் நமது பாபா அண்ணவர்களுடைய காரணத்தினால் எட்டும் படியும் பதினாறு கோடலுள்ள ஒன்று அமைந்தது இன்றைக்கும் நாளைக்கும் பாபா பகதின் ஆட்டு பாசனைய தர்பார் என்பதாக எட்டு படியும் பதினாறு கோழலுள்ள தெப்பமாகப்பட்டது இருக்குகிறது அது மாயமாகப்பட்ட மனிதர்கள் கட்டி வைத்த தெப்பம் அல்ல அல்லாவுடைய அவனுடைய வன்மையினாலையும் பாபா காரணத்தினால் அமைந்த தெப்பமாகப்பட்டது மலமல வந்து தண்ணீர் ஊறி கபகண்டு அந்த தெப்பத்தின் நிறையாக அந்த வரத்திலே ஓடினது அப்போது பாபான்வர்கள் ஏதும் திருமண குலத்தில் இருந்த பிராமணத்தன்களை பார்த்து சொன்னார்கள் தண்ணீர் கேட்டு அழுதீர்களே தண்ணீரும் அள்ளியத்தான் குடிங்க உங்க தண்ணீர் குடித்து திகையாறியே திகையாரியே எட்டி நடந்தோடி வாங்கலம்மா எட்டி நடந்தோடி வாங்க மக்கள் பிரியப்பலத்தில் சென்றார்கள் தண்ணீர் குடித்து திகையாறிய தகவல்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 தங்கத்தூடல் பொண்ணு வெள்ளிகள் தங்கத்தூடல் தங்கத்தூடல் ஏழு வகை செம்பு வேணும் இன்னும் மல்லிகம் உள்ள இரு வாட்சிகள் வாசம் ஒரு திய ரோஜா மாலர் வேணும்பாவா சீவந்தி போணும் கண்மணியான நாயகமே நாங்கள் எங்களுடைய சமுதாயப்படி ஜாதியுடைய வழக்கப்படி பூசைகள் செய்து ஆனால் இன்றையோட எங்களுடைய தெய்வத்துக்கு பூசைகள் செய்து ஒன்பது நாள்கள் ஆகிறது இன்றைக்கு இந்த எட்டும் படியும் பதினாலு கோலருள்ள தெப்பத்தை நீங்கள் அமைத்துக் கொடுத்தீர்கள் உங்களுடைய குதரத்தினால் அமைந்த தெப்பத்தை பார்த்து இந்த தெப்பத்தில் நாமல் குளிக்கணும் ஸ்தானங்கள் செய்ய வேண்டும் நம்ம பூசைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கல்வில் நாங்கள் நாடி விட்டோம் ஆகினால் நாயகமே நாங்கள் பூசை செய்வதற்கு ஏழு வகை செம்புகள் எங்களுக்கு வேண்டும் ஈயம் பித்தாளை துத்து நாகம் ஐம்பொன்று வெள்ளி தங்கம் இப்பேற்பட்ட ஏழு பெண்களுக்கும் ஏழு வகை செம்புகள் வேண்டும் இன்னும் மல்லிகைமுள்ள இருவாட்சிகள் ரோஜா மலர்களும் செம்புக பூ சிவந்தி பூகளும் இப்பேற்பட்ட ஏழு வகை பூ மலர்களும் எங்களுக்கு வேண்டும் என்று பாபா நபர்களுக்கு சொன்னார்கள் ஏழு திருமணத்து பிராமண மக்கள் ஆஹா அந்த வார்த்தையை கேட்டு நமது நாகூர் ஷாவுல் ஹமீது பாத் தான் ஆகியத்துடைய பேரப்பிள்ளை ஈசுடைய அரந்தபத்தினால் பிறந்த குழந்தை பாபா பகரதினும் பேர் வழங்கிய காட்டு பார்கள் என்ன செய்தார்கள் wanna be a a a a a a a a a a a a a a a பட்ட இடங்கள் அல்ல இடங்கள் அல்ல மல்லிகம் போத்திடவே செம்பு தான் இரங்கல் ஏழு போவோ தானும் பூக்க. அப்போ ஒவ்வொரு பெண்களே தான் அழைத்து பாபா ஒவ்வொரு அந்த ஏழு வகை செம்பு தானு வாங்கி தான் வாரித்தார்கள் அந்த ஏழு வகை தான் வாரித்து மெல்லியதப்போலத்தில் கெண்டார்கள் Who need it taway Hey, woot my why am Darn that an essay did you near the hell the труд Phyton Handa Se 你 thread Are looking hara nam saidar ka பாவா நவர்கள் அமைத்தார்கள் எட்டு பதியும் பதினாறு கோலல் உள்ள தெப்பமாக சந்தோஷமாக சென்று குளித்து ஸ்தானங்கள் செய்து தப்பி குளித்து அவர்கள் தலைமொழி பகவானை பார்த்து சம்பிரதாயப்படி சென்று செய்து இன்னும் அவருடைய ஆடையபரணங்களையும் உக்கிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒன்பது பகுதிகளையும் அணிந்து பாபா நவர்கள் என்பதாக வந்தவுடைய பாதார தொட்டு சாய சரணி வணிந்தார்கள் நாயகமே ஆனால் நீங்கள் சாதாரணமாகப்பட்ட மானி திரும்பமாக பார்த்த மனிதர்கள் கிடையாது ஆண்டவனுடைய சன்னிதானத்திலிருந்து எங்களுக்காக இழக்கப்பட்டவர்கள் நீங்கள் நீங்கள் பெரிய அம்பியாக்கள் அவளியாக்கள் சையது சாதார்த்த நாயகமே நாங்கள் கேட்கக்கூடிய பொருள்களெல்லாம் நாங்கள் என்ன என்ன நினைத்து கேட்கிறோமோ அத்தனையும் எங்களுக்கு உங்களுடைய உதரத்து நாள் நீங்கள் அழைத்து கொடுக்கின்றீர்கள் ஆகா உன் உண்மையோ போன்ற மாநில திரும்பமாகப்பட்ட மனிதர்களையும் இந்த உலகத்தை நாங்கள் பார்த்ததை கிடையாது நாங்கள் செய்த பாக்கியம் அப்படி என்று ஏழு மக்கள் சந்தோஷமடைந்து வெகுநேரம் ஆய் கொண்டிருக்கிறது இந்த காலகத்தினுக்கு ஒரு நாடு நகரம் ஒன்றை சேர்க்கம் பணிந்து சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு பாவான் அவர்கள்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 இருக்கும் போது ஏழு பெண்கள் வரக்கூடிய செய்தி நாற்பது நாளைக்கு என்பதாக தாக்கல் தெரிந்து நல்லூரில் பிறந்த ஆங்கார கல்லர் சிங்காட்டி கல்லர் தலைமையான கல்லர் கொண்டகட்டி மரவர் குலைக்கு வீரர்கள் இந்த ஏழு பேர்களும் கோலமல அடிவாரத்தின் கண்ண வந்து சொல்லப்பட்ட கூடாரம் அடித்து கியாதி பெற்று நாட்டின் நாற்பத்தி ஓர் நாள் அந்த வனத்தில் வசித்து வரார்கள் உள்ள இருவாக்கியுடைய பாசமும் அத்தரு முனுகு கஸ்தூரி பெற்பட்ட பாசங்களும் மஞ்சளவாலை அடிக்கவில்லை நாற்பத்தி ஓராவது நாள் இத்தனை பாசங்களும் அடித்தது அவர்களுக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருந்தது அப்போது கலர் இல்லை ஒரு கலர் ஆகப்பட்டவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா அண்ணன் தம்பிகளே தம்பிகளே நாப்பது நாளாக இந்த வாடை மனக்கவில்லை அடடா மல்லிக முல்லை மன குதடா தம்பி மாசங்கள் வாசங்கள் ரொம்ப அடிக்குதே நாற்பத்தி ஓராவது நாள் இத்தனை பாசங்களும் அடிக்குகிறது அதிசயமாக இருப்பதனால் மலை உயர்ந்த மலை கோரமலை மேலே ஏறி ார் ஏதாயிரும் கூடிய சீக்கிரத்துக்குள் ஓடி வந்த விடத்தில் சொல்லுமண்டு ஏழு கல்லரில் ஒரு கலராகப்பட்ட உச்சித கலராகப்பட்டவர் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு கொம்பாட்டி கலராகப்பட்டவர்கள் குடியல்லா தான் போாட்டிக்கப்பட்டவர் மலை உயர்ந்த மலை கோலை மேலே ஏறி நான்கு திசைகளும் பார்த்தார்கள் மின்பதாக வடக்கு கிழக்கு மேற்கு இப்பேற்பட்ட மூன்று திசைகளை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் மூன்று திசைகளையும் நம்மளப்போ நம் மானில் ஜெமமாகப்பட்ட மனிதர்கள் ஒருவராயிலும் வருவதே அவருடைய நேற்றமகப்பட கண்களால் பார்க்கவில்லை ஆனால் தெற்கு திசை திசையை நோக்கி பார்க்கக்கூடிய பிராமண பெண்கள் ஒன்பது வகை அதிபதியில் நகை அறைந்து வருவதை பார்த்தார்கள் ஆகா இன்னும் நமது நாகூர் வழி காதர் பக்தர் பாத்ஷா சாஹிபுடைய அந்தபத்தனால் பிறந்த குழந்தை பாபா பகரின் பேர் விளங்கி ஹாட்டு பா செய்தாகப்பட்டவர்கள் பதினாறாம் பக்கத்து கண்டார்கள் புஷ்பமாகப்பட்ட மலரை போல் ஜோதியாக அழகாக இருப்பதையும் அவருடைய அழகை பாட்டது உடனே அவருடைய சிந்தையாகப்பட்டது கலங்கி மதிமயங்கி மயக்கம் அடைந்து மலை மேல் விழுந்து விட்டார்கள் சிலது நேரங்களுக்கு பின்பதாக அந்த மயக்கமாகப்பட்டது தெளிந்து கால்பதனை கை பதறி கடி வேகத்துடன் மலையை விட்டு குடுகுடுவண்டு கீழிறங்கி ஆறு பேர் முன்னால் ஓடோடி வந்து நின்றார்கள் கேட்டார்கள் என்ன அதிசயங்கள் கண்டாய் கண்ட அதிசயத்தை சொல்லும் வண்டு கேட்டார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகிறார் டே அண்ணம்மார்களே தம்பிகளே பொறுத்தவர்களுக்கு அனர்த்தம் இல்லை என்று நாற்பத்தி ஓர் நாள் இந்த மனத்தை நம்ம காத்து நம்மளை படைத்த ஆண்டவனாகப்பட்டவன் நம்ம ஈவுதலக்கம் அடைந்து இன்றைக்கு ஏழு பிராமண பெண்களை அனுப்பி துவைத்திருக்கின்றார் ஆஹா அவருடைய அழகையும் அவருடைய நக நாணயத்தையும் இப்போது நான் சொல்லி வருகிறேன் அப்படி என்று எந்த விதமாக சொன்னார்கள் தெரியுமா என்னும் சொல்ல போறேன் iranda thambi na 14 aga kaathararku inaikki vaaralai eluvengal துளம்புத அவள் கையில் நகுதா வளை நின்று Thank you, man. வேண்டும் ஆளு குரம்ப குத்த வேண்டும் தம்பி ஆளு குரம்பியுள்ள ஏ அவள் தலை அறுக்க வேண்டும் அண்ணா அவள் தாலையே அறுத்தல்லவோ இருந்த கோரமலை மேலே வைக்க வேண்டும் காளியனம் செய்ய வேண்டுமா தம்பி சொல்ல காளியனம் செய்து கொண்டே அடடா ஆனந்தம கூடி வாழ வேண்டுமா கேதிய சிங்காரிய அம்படுங்க அம்படுங்க அந்த மெல்லையாய் போய் அளைவோ மேடா அனர்த்தலை என்று சொல்ல போறேன் ஏழு பெண்கள் அணையக்கூடிய நகையாக தலைமுறை பதினாலும் பதினாலு இருபத்தி எட்டு தலைமுறைக்கு பசியமுறை அவ்வளவு கோடானும் ஒரு சாயமாகப்பட்ட ராபத்தின் ஒருவன் பின்பதாக வரான் பார் அவனை அழகு உள்ளவனே அவனை வடிவு உள்ளவனே பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் மூதாக்கமார்கள் பார்த்ததாகவும் சொல்லவும் இல்லை என்னுடைய நேத்திரமாகப்பட்ட கண்களால் இதுகால வரை நான் பார்த்ததும் என்னுடைய காதால் நான் கேட்டதும் கிடையாது ஆக இன்றைக்கு தான் முதல் முதலாக பார்த்திருக்கின்றேன் அப்பா செந்தாமரை புஷ்பமாகப்பட்ட மலரைப் போல் ஜிகஜோதியாக அழகாக இருக்கிறார் பதினாலாம் பக்கத்து பூர்ண சனதாகப்பட்ட நிலவை போல் ஒளிவு வீசிக்கொண்டிருக்கிறான் அப்பா அவனை பார்க்க வேண்டும் அவனை ஆளுக்கும் அம்பு நாள் குத்த வேண்டும் அப்படியே குத்தினால் மட்டும் பத்தான் அவனுடைய காத்தாகப்பட்ட சுபாயமாகப்பட்ட மூச்சை அவனையும் நம்மளையும் படைத்து மசரி புது மகாரி புது ஆரத்தி அமைத்து எறும்புல இருந்து எண்ணாயிரம் ஜீவசந்த காயாத வனம் கள்ளிவனம் முல்லை வனம் நெடுமர வண்ட வனங்கள் ஏழு வனங்கள் இந்த வனத்தில் செய்யப்பட்ட காராங்கரடி மிருகஜாதிகளுக்கு விருந்தளிக்க வேண்டும் அப்படி விருந்தளித்தால் மட்டும் பத்தாது பின்பதாக ஏழு பெண்களையும் நம்மள அண்ணன் தம்பியில் ஏழு பெர்களும் சிறையெடுத்து நம்மளுடைய சொந்த ஊரு நல்லூர் இருக்குதல்லவா அந்த நல்லூர் கொண்டி அவர்களை சேர்த்து அவர்கள் பெண் என்றும் நம்ம மாப்பிளையண்டும் மங்கள கலியாணம் என்பதும் முடித்து சுபசுகமா ஆனந்த பரிபூர்ணாதிய சந்தோஷத்துடன் மனமெண்டு வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் நம்ம இறந்தாலும் நம்மளை படைத்த ஆண்டவனாகப்பட்டவன் நல் மோட்சத்தை கொடுப்பான் அப்படி என்று கண்கள் சிவக்க ஆங்கார கோபத்துடன் ஆங்கார சொார் ஆஹா அந்த வார்த்தையை கேட்டு ஏழு கல்லருக்கு இளைய கலர் சிங்காட்டி கல்லர் சொல்கிறார் பைத்தியாரப்பயிலே இந்த தொண்டமான் புதுக்கோட்டை சீமையிலே மன்னாதி மன்னர்கள் மகிழமுடி அரசர்கள் வில்லாதின சமத்தாளிகள் தலைமையான கல்லர் பத்து குதிரை துருக்காரர் பணத்தில் கொண்டகட்டி மரவர் குலைக்கு அறிஞாத வீரர்கள் ஏழு பேர்கள் வார்கள் என்று சொன்னால் பின்பதாக தன் எடுப்பார்கள் அப்பேற்பட்ட வன்மையும் அப்பேர்மட்ட தகலியத்தில் ஆண்டவன் ஒருவன் கொடுத்திருக்கும் போது பாலகிற ஒண்டி மனிதன் என்று சொல்கிறாய் அவன் அடிப்பதற்கு அவனை குத்துவதற்கு ஏழு பெண்களை சிறையெடுப்பதற்கு இவள வல்மை பேசுகிறாய் பைத்தியான பகல ஆஹா நம்முடைய வேட்டையாயிரத்தெடுக்கலைஞர் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஆங்காரின் வேட்டையாயிரத்து எந்த விதமாக எடுத்து அணிந்தார்கள் சீமா ஒட்டை கல்லற இடையின் கச்சை இறுக்கி கட்டி தோலில் வைத்தார்கள் பாபா கட்டு மீட்டாத துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் கனத்தவில் இன்றும் எந்த விதமாக அனைந்தார்கள் சீமா காங்கு செல்லம் அணைந்தார் அணைந்தான் அல்லறவர் மன்னன் விருந்தார் விருந்தார் அங்கு கக்கரைகள் எட்டு மெண்டார் ஏழு கக்கரைகள் எட்டு மெண்டார் அடிக்கடி கிழக்கும் ிக்குரிய சந்தனங்கள் போட்டிக் கொண்டார் போட்டுக் கொண்டார் கோத கொண்டைகள் போட்டுக்கொண்டு அடி கம்பர் கையில் அடித்தார் வேட்டையாடியே என்று தான் கூறி வேட்டைகள் ஆடியவாறார்களே கண்டதும் ஓடிட கதறிய சத்தங்கள் பதறிய ஓடிட காட்டில மான்மாரை கண்டதும் ஓடிட அங்கே கதறிய சத்த கல்ல வாரந்த கல்லர்கள் வாராரே கல்லர்கள் வாராறு கொள்ளைகள் செய்தியிட எட்டியலகுத்து வனம் வார PADINGKI PADINGKI KALLAR OTHINGKI OTHINGKI YEDA PADINGKI PADINGKI KALLAR OTHINGKI OTHINGKI YEDA MADANG KONDU VALU VARGHAL TIRAM UDAM VALU HINDA பதிங்காத காலகத்தில் அந்த வண்டி உருண்டோடும் சாலைக்கு மேல்பூரா வட்ட வளை தீடும் பொட்டலியிலே வட்டம்லை வட்டமிட்டார் கல் வட்ட மீண்டார் அல்லா வட்டமிட்டு கல் வட்ட மீண்டே வந்து அலைந்தார்கள் சாய்போலியே ஒருவராய் திருமயம் தண்ணில் வந்து ஒருவராய் திருமயம் தன்னில் வந்து கார் பலரும் புதுக்கோட்டை மாநகர் காலகத்திலே பெருமையுடன் வருகும் போது கச்சையும் இருக்கோர் வாலும் தொட்டு அச்சம் துப்பாக்கி வில்லு அன்பையும் எடுத்தளை பிராவிளங்கிய புதுக்கோட்டை மாநகர் கானகத்திலே பெருமையுடன் கல்லர் வந்து வளைந்த ஏழு வேர்கள் இறைவா தோடி சன்னலிட்டு கல்லூர் வார்த்தை சொன்னார்கள் யார போறது நில்லு நில்லு வண்டு நில் நில் அகட்டி வார்த்தையை பேசினார்கள் வாக்குனிதண்டு மனிதாண்டு கல்லரு பாதையை கட்டி மறிக்கலானார்கள் கல்லரு வெற்றி வெற்றி என்று தாரு மனிதவண்டு ார்கள்ா வழிப்பணம் புகப்பட்டவர்களே கொஞ்சம் இல்லுங்கள் நின்று நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அமைதியாக கேட்டுட்டு போங்கள் என்று என்ன சொன்னார்கள் கல்லர்கள் ஏழு பேர்களும் இந்த வரத்தை பார்த்தீர்களா பெரும்பாலமான காலகம் நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஏழு பேர்களும் வந்து இன்றையோட நாற்பத்தி ஓர் நாள் ஆகிறது ஏதோ வெத்தல பாக்கு சுண்ணாம் என்று சொல்லப்பட்ட தாம்பலம் நிறையாக கொண்டு வந்தோம் வெத்தளபாக்கு கொண்டு வந்தாலும் வெத்தலை என்பது நாற்பது நாள் வரையும் இருக்குமா காஞ்சி கருவி போய்விட்டது ஏதோ இந்த நாற்பது நாள் வரையும் நம்மளை போன்ற மனிதர்கள் வருவார்கள் வெத்தல வாக்கு வாங்கி போடலாம் என்று நாற்பது நாலு வரை ஒரு மனிதனுடன் வனத்தில் வருவதே எங்களின் ஏத்திரமாக பல கண்களால் பார்க்கவே கிடையாது ஆனால் இன்றைக்கு நாற்பத்தி ஓராவது நாள் நாங்கள் செய்த புண்ணியம் ஆண்டவன் ஒருவனாக பார்த்து உன்னையும் இந்த ஏழு பெண்களையும் இந்த வழிப்பயணமாக அனுப்பிட்டு வைத்திருக்கின்றான் உங்களை பார்த்ததே போது மிக மகிழ்ச்சி எங்களுக்கு ஆனந்தம் அடைந்து விட்டோம் இடத்துக்கு போகலாம் அப்படி என்று ஏழு பேர்களும் பாபா பகதிரும் பேர் வழங்கிய ஹாட்டு பாசீரன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆக அந்த வார்த்தையை கேட்டு மாவா பகதும் பெருமலிங்கி ஆட்டு பா செய்த நபர்கள் என்னால் சொல்கின்றார்கள் காட்டு மாறவர்களே மரவர்களே கூட பிறந்த பிறவீகளே மாங்கல காட்டு மாறவர்களே மரவர்களே பாபா கூட பிறந்த பிறவிகளே ஐயா வெற்றியிலே கேட்டேனி பந்தவர்கள் இல்லை பந்தவர்கள் இல்லை வினைகள் தேடிதான் பந்தவர்கள் கேட்டேனி பந்தவர்கள் இல்லை ஜெந்தால் வந்தவர்ர்கள் ஐயா சுன்னா பூ கெட்டேனி வந்தவர் இல்லை தூது நினைத்தால் வந்தவர்ர்கள் பாக்கிகள் திங்கே ஜனங்கள் இல்லை ஜனங்களே அடே சுன்னா பூ இல்லப்பா நீங்கள் வாங்க யா தோறந்தூல்கிதான் போக வேண்டும் போக வேண்டும் பாதையை கட்டி மறிக்க வேண்டா பாதையை கட்டி மறித்தீர்கள் வந்து சூழும் ஐயா இந்த பாசத்தில் கிடந்த நீங்கள் கருபாடு போல உணராதீர்கள் உங்களை பார்த்தால் வெத்தல வாக்கு சுண்ணாங்க என்று சொல்லப்பட தாபலம் கேட்டு வந்தவர்களாக எனக்கு தோணவில்லை என்னையும் ஏழு பெண்களை வழிமறித்து அடித்து அநியாயம் செய்து கை பொருள்கள் அபகரித்து போக வந்தவர்களாக எனக்கு தோணுகிறது சரிதான் கேட்டு வந்தது சரிதான் ஏழு பெண்களை பார்த்தீர்களா அவர்கள் எந்த மதத்தில் உள்ளவர் தெரியுமா ஏழு பெண்களும் உதித்த பிராமண பெண்கள் அவருடைய ஜாதி வளமைப்படி ஜாதியினுடைய வழக்கப்படி இவர்களாயில் வெத்தல வாக்கு சுண்ணாம்பு என்று சொல்லப்பட தாமலம் மறந்துவார்களா வெத்தல வாக்கு போடவே மாட்டார்கள் நான் போடலாம் அகமதும் முகமதும் அண்ணவுடைய உம்மத்தாக இருப்பதனால் நான் வெத்தல வாக்கு போடலாம்